ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த இன்ஃபர்மேஷன் ஜிப்சி சேனல் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி அறிவிச்சிருக்கிற ஒரு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அறிவிப்பு யாருக்கானது அப்படின்னு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் இந்த சப்ஜெக்ட்ஸில் டிப்ளமோ பிஎஸ்சி எம்எஸ்சி டிகிரி படித்தவங்களுக்கான ஒரு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பு இந்த அறிவிப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஐந்து வகையான போஸ்ட்டுகளுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் ஹார்ட்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீசர் அசிஸ்டண்ட் ஹார்ட்டிகல்ச்சரல் ஆஃபீசர் அப்படின்ற ஐந்து வகையான போஸ்ட்டுகளுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இந்த ஐந்து வகையான போஸ்ட்டுகளுக்கும் மொத்தமாக சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்ட்டிகல்ச்சர் படித்தவங்களுக்கு தொள்ளாயிரத்தி எழுபது வேகன்சீஸ் இருக்குது உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அக்ரிகல்ச்சர் இல்லை ஹார்ட்டிகல்ச்சர் படிச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களோட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலியமாக ஒருத்தவங்களோட லைஃபே நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க முக்கியமான டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்த்த ஐந்து போஸ்ட்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிசி தனித்தனியான நோட்டிஃபிகேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தனித்தனியான அப்ளிகேஷன் லிங்க்கும் இருக்குது மூன்று நோட்டிஃபிகேஷன் இருக்குது ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் போஸ்டுக்கான நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ் மூன்று நோட்டிஃபிகேஷன்ஸ் தனித்தனியாக ரிலீஸ் ஆயிருந்தாலும் இந்த போஸ்ட்டுகளுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தோம் மார்ச் ஃபோர்த் டுவெண்ட்டி இந்த டேட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டுகளுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கும் தனித்தனியாக மூன்று அப்ளிகேஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்த்தோம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு போஸ்ட்கான கல்வித் தகுதியை பற்றி பாப்போம் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் போஸ்ட்கான கல்வித் தகுதி பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரல் டிகிரி ஆர் ஈக்குவலண்ட் டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடிக்குவேட் நாலேஜ் இன் தமிழ் தமிழ் எழுதவும் பேசவும் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் அதாவது டென்த் ஸ்டாண்டர்டில் தமிழ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்ற கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க அப்படி நீங்கள் டென்த் ஸ்டாண்டர்டில் தமிழை ஒரு சப்ஜெக்டாக படிக்கல அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு டெஸ்டை பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற கண்டிஷனையும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்ட்டிகல்ச்சர் இந்த போஸ்ட்கான குறைந்தபட்ச கல்வித்தகுதி பார்த்தோம் அப்படின்னா பிஜி டிகிரிக்கு கொடுத்துருக்காங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்டிகல்ச்சர் ஆர் ஃப்ரூட் சயின்ஸ் ஆர் ஃப்ளாரிகல்ச்சர் அண்ட் லேண்ட்ஸ்கேப்பிங் ஆர் வெஜிடபிள் சயின்ஸ் ஆர் ஸ்பைசஸ் அண்ட் பிளான்டேஷன் அண்ட் மெடிசனல் அண்ட் அரமெட்டிக் பிளான்ட்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் எம்எஸ்சி டிகிரி முடிச்சிருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் போஸ்ட்கான குறைந்தபட்ச கல்வித் தகுதி பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சி ஹார்ட்டிகல்ச்சர் நோட்டிஃபிகேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பிடெக் ஹார்டிகல்ச்சர் படித்த ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நம்ம அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் போஸ்ட்கான கல்வி தகுதியை பற்றி பார்ப்போம் இந்த போஸ்ட்கான கல்வி தகுதி பார்த்தோம் அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படித்து முடிச்சிருக்கணும் டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு பிறகு டிப்ளமோ டூ இயர்ஸ் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கணும் அப்படின்ற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் போஸ்ட் இந்த போஸ்ட்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி பார்த்தோம் அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு டூ இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் இன் ஹார்ட்டிகல்ச்சர் முடிச்சிருக்கணும் அப்படின்ற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு முக்கியமான நோட்டோ ஆட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிகிரி ஹோல்டர்ஸ் இன் ஹார்ட்டிகல்ச்சர் கேனாட் அப்ளை ஃபார் திஸ் போஸ்ட் நீங்கள் ஹார்டிகல்ச்சரில் டிகிரி முடிச்சிருந்தால் இந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற கண்டிஷனை கொடுத்துருக்காங்க நீங்கள் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் போஸ்ட் மட்டும் தான் எலிஜிபிள் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்ற கண்டிஷனை ஸ்ட்ரிக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக வேகன்சி பற்றின டீட்டெயில்ஸாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் போஸ்ட்க்கான வேகன்சீஸ் பார்த்தோம் அப்படின்னா முன்னூற்று அறுபத்தி ஐந்து இந்த போஸ்ட்க்கான பே லெவல் பார்த்தோம் அப்படின்னா லெவல் டுவெண்ட்டி ஸோ உங்களுக்கு குறைந்தபட்ச மாத ஊதியமாக முப்பத்தி ஏழாயிரத்து எழுநூறுலருந்து ஒரு வரைக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் போஸ்ட் இந்த போஸ்ட்க்கான காலி பணியிடங்கள் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி எட்டு இருக்கு இந்த போஸ்ட்கான பே லெவல் பார்த்தோம் அப்படின்னா லெவல் டுவெண்ட்டி டூ உங்களுக்கு குறைந்தபட்ச மாத ஊதியமாக ஐம்பத்தி ஆறாயிரத்து நூறுலருந்து ஒரு வரைக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீசர் போஸ்ட் இந்த போஸ்ட்க்கான காலி பண்ணிடங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் வேகன்சிஸ் இருக்குது இந்த போஸ்ட்க்கான பே லெவல் பார்த்தோம் அப்படின்னா லெவல் டுவெண்ட்டி அிரிகல்ச்சரல் ஆஃபீசர் போஸ்ட்டுக்கு சொன்ன அதே சேலரி தான் இந்த போஸ்டுக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் போஸ்ட் பற்றி பார்ப்போம் இந்த போஸ்ட்கான காலி பண்ணிடங்கள் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி இருபத்தி ரெண்டு வேகன்சீஸ் இந்த போஸ்ட்டுக்கான பே லெவல் பார்த்தோம் அப்படின்னா லெவல் டென் ஸோ உங்களுக்கு குறைந்தபட்ச மாத ஊதியமாக இருபத்தாயிரத்து அறுநூறுலருந்து அறுபத்தஞ்சாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான காலி பணியிடங்கள் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ அதாவது முன்னூற்றி ஏழு பணியிடங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த போஸ்ட்டுக்கான பே லெவலும் பார்த்தோம் அப்படின்னா லெவல் டென் தான் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் சாலரி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறவங்க ஃபீல் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த போஸ்ட்டுக்கான பேசிக் பே மட்டும் இது இது கூட உங்களுக்கு மற்ற அலவன்சஸ் எல்லாமே கிடைக்கும் ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அளவுக்கு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி தௌசண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததான் ஏஜ் லிமிட் பற்றின டீட்டெயில்ஸாக பார்ப்போம் டிஎன்பிஎஸ்சியோட அறிவிப்பில் இருக்கிற போஸ்டுளுக்கான வயது தகுதி பார்த்தோம் அப்படினா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கணக்கின்படி குறைந்தபட்ச வயது பதினெட்டு வயதாக நிர்ணயிச்சிருக்காங்க அதிகபட்ச வயதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசிபிசி டெஸ்டியூட் விடோஸ் இந்த கேட்டகிரியில் அப் அப் அப்ளை பண்ணுறவங்களுக்கு எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுற கேன்டிடேட்ஸ்க்கு முப்பது வயது வயது தகுதியாக நிர்ணயிச்சிருக்காங்க எம்எஸ்சி அண்ட் பிஹெஸ்டி டிகிரி முடிச்சிருந்தா முப்பத்தி வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க வயது தளவை பற்றி பார்த்தோம் அப்படின்னா மாட்டுத்திறனாளிகளுக்கு பத்து வருட வயது தளர்வு கொடுக்குறாங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான வயது தளர்வு பற்றிய டீட்டெயில்ஸை தெரிஞ்சிக்க நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக எக்ஸாமினேஷன் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க செலெக்ஷன் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போஸ்ட்டுகளுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ பேப்பர் ஒன் சப்ஜெக்ட் பேப்பர் பேப்பர் டூ பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டட்ஸ் பேப்பர் இந்த ரெண்டு பேப்பர்லையும் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இன்டர்வியூலையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி மார்க் 570 ஹண்ட்ரட் அண்ட் ரேட் பண்ணி அதிலேருந்து மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாம் டேட்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா பதினேழு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இந்த தேதியில் நடக்குது ரெண்டு பேப்பருக்கான எக்ஸாமுமே மார்னிங் அண்ட் ஈவினிங்ல நடந்து முடிஞ்சிடும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹார்டிகல்ச்சரல் இருக்கிற பேப்பர்ஸ் பார்த்தோம் ரெண்டு பேப்பர்ஸ் அண்ட் ரெண்டு போஸ்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் போஸ்ட் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்ட்டிகல்ச்சர் இந்த ரெண்டு போஸ்டுக்கான எக்ஸாம்ஸுமே பார்த்தோம் 18 மற்றும் பத்தொம்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த ரெண்டு தேதிகளில் நடத்தி முடிக்கிறாங்க எக்ஸாமினேஷனை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா Agricultural Officer post இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 18 ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த தேதிகளில் நடத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஆகஸ்ட் 2021 டுவெண்ட்டி ஒன் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்குள்ளே உங்களுக்கு எல்லா ரிசல்ட்டுமே வந்து உங்களை இன்டர்வியூ கால்ஃபை பண்ணி போஸ்டிங்கை வந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக அப்ளிகேஷன் process பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுற அதே ப்ராசஸ் தான் இந்த எக்ஸாமுக்கும் இதுக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கு தெரியும் பண்ணாதவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட Basic Details and qualification இந்த சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே upload பண்ணுவீங்க இதற்கான ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் ஸோ இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கு லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கிடைக்கும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணணும் லாக்இன் பண்ண பிறகு பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே காமிக்கும் எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அதில் கேட்கப்பட்டிருக்க ஒரு சில டீட்டெயில்ஸை ஃபில் அப் பண்ணி அதற்கான ஃபீஸை பே பண்ணோம் அந்த எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சிலருக்கு வந்து எக்ஸாமிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் Schedule Cast and Schedule Tribes, Full Exemption, உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது பட் 150 அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் கட்டி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கணும் அதுக்கு பிறகு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸே கிடையாது SC, ST, இந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு எம்பிசி அண்ட் பிசி கண்டிடேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் கட்டணும் அந்த 150 அண்ட் ஃபிஃப்டி ருபீஸில் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஃப்ரீ சான்சஸ் அதாவது மூணு டைம் நீங்கள் வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் ஏதாவது ஒரு எக்ஸாம்க்கு நீங்கள் அட்டன்ட் பண்ணலாம் ஃபீஸ் கட்டாமல் அந்த தேர்ட் டைம் முடிஞ்ச பிறகு ஃபோர்த்து டைம்லேருந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸை கட்டணும் அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் டெஸ்டிடியூட் விடோவுக்கும் ஃபுல் எக்ஸாம்ஷன் அவங்களுக்கு எப்பவுமே எக்ஸாமினேஷன் ஃபீ கிடையாது ஆனால் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொஃபைல் நீங்கள் கிரேட் பண்ணியிருந்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கிடைச்ச பிறகு நீங்கள் அதை யூஸ் பண்ணி லாக்இன் பண்ணி எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விரும்புறீங்களோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கேட்கப்பட்டிருக்க டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும் உங்களோட அப்ளிகேஷனை அதாவது கம்ப்ளீட் பண்ண அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்லேருந்து அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக ஆதாரை வந்து லிங்க் பண்ணிருக்கணும் உங்களோடய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொஃபைலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் பண்ணாதவங்களும் கண்டிப்பாக பண்ணணும் இல்லைனா உங்களுக்கு இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற கண்டிஷனையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் பண்ணுறதுக்கான சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட்டில் டீட்டெயில்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் தான் அதில் போயிட்டு நீங்கள் உங்களோடய லாகின் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம இந்த எக்ஸாமுக்கான டீடெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் இதை போல் மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அண்ட் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் ஜிப்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்காக ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதுனால அவங்களோட லைஃபே நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் நன்றி வணக்கம்